மருந்தவை மந்திரம் மறு நன்னறறியவைற்றுமெல்ல அருந்துடும் நாமமே சிந்தை செய் நெஞ்சுமே பொருந்து தன் புறவினில் கொன்றை பொன் சொறி தர துன்று பைம்பூன் செருந்தி சம்பொன் திருநல் வேலே முறை நம சிவாயிவாய பிரதோஷிவன்தோஷங்கள் நீக்கும் பிரதோஷம் சிவன் நஞ்சுந்ததால் வந்த நேரம் நாம் செய்த தீவினைகள் யாவும் அந்த திரை சூட அருளாலி தீரும் தோஷங்கள் நீக்கும் பிரதோஷம் சிவன் நஞ்சுந்ததால் வந்த நேரம் நாம் செய்த தீவினைகள் யாவும் அந்த பிறை சூட அருளாலி தீரும் நாரணும் விடையாக நந்தியின் கும்பிடை சிவ நாடும் நேரம் இது சிவன் வரும் சுகமான நேரம் இது கசிவமானவன் கருணை கொடிகின்ற நேரம் இது வரம் தருகின்ற நேரம் இது பிரதோஷம் சிவந்ததால் வந்த நேரம் நாவாரவிடமுண்ட திரு திருநா வெந்து போய் வெளி நின்றதே நான் குளிர காப்பரிசியிட வேண்டுமே தேவாரம் பாடியே அடியார்கள் கூடியே சுற்றும் பிரகாரவள